இருக்கா என்ன நிகழ்ச்சி பண்ணிருக்கீங்க கேப்ல நீ எப்ப குடிச்சுக்கலாம் I love you pensa mulher. E ia sama mota. E ia sama mota. Tá, diga que anda de ticket, velho, vamos, sar. Niga, anda, vamos, sar. Vamos. Vamos, sar, sama, daily name mari mari. Ei. போராஜ் வீட்ல இன்டர்வியூயா சார் என்ன விஷயமா வந்தீங்க பதினஞ்சு வருஷமா அதே இருக்கு நல்லா பண்றீங்க யா… யா… யா… வெற்றி நாயகான டைட்டில் வேணும் உங்களுக்கு டைட்டில் வேணும் இப்ப கூட பாருங்க எத்தனை ப்ராபர்ட்டியா எவ்வளவு ப்ராப்பர்ட்டியா சந்தாபம் ஒரு மனிதன் பத்த பண்றாங்க பேசாம உலகத்திலே ஏன் என்னை படைத்த என்ன பண்ணணுன்னு எனக்கு டைட்டில் தரல இவனுக்கு என்ன பண்ணு உனக்கு டைட்டில் கொடுத்தாங்க ஐயா நான் உங்களுக்கு பத்து மார்க் போட்டேங்கய்யா எல்லா எபிசோலையும் சேர்த்து நான் இப்ப என்ன சொல்றேன்னா ஒரு கோடி வெச்சுக்கலாம் நீங்க ஒரு மிமிக்ரி வாய்ஸ் பண்ணுங்க ஒரு மிமிக்ரி வாய்ஸ் பண்ணுங்க யார் நல்லா பண்றாங்களோ நாம இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு டைட்டில் குடுத்துறோம் ஓகே ஓகே முடிஞ்சா முடிஞ்சா சொல்ல என்ன ஜெயிச்சு காட்டு அப்படி ஜெயிச்சிட்டீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மென்ட் டா லவ் देम செட்டல்மன் அவர் நீங்க ஒரு வாய்ஸ் பண்ணுங்க அதே வாய்ஸ் அவர் பண்ணுவார் உன்னே தொலைச்சிப் போயே என்னハイ ஸ்பீச்றேன் والله انا প্রচন্ড செஞ்சுகாங்க வாவ் هيكதவлла popolo ਨਾਲलोड பத்த பாப்ல انا ಕೈட்டி सर्कल लास्ट டைம் பண்ணு மடா अर्जुन अर्जुन வாய்ஸ் அர்த்த அடுத்த பண்ணிட்டீங்க அழு கேட்கின் ஆசைக்கும் பேராசை ஜெயிக்கிறதா எனக்கு பேராசை நீங்க சந்தோஷமா கை தட்டணு பேராசை எல்லா தப்ப நீங்க தான் பா பண்ணீங்க சார் நான் தான் பண்ணும் பா எல்லா தப்ப நீங்க பண்ணீங்க எல்லா தப்பையும் சச்ச பண்ணாங்க இன்னோங்க பண்ணல நான் இங்கே நிற்பன நான் நின்னுக்கிட்டேனே நான் ஏற்காக போராடுவீங்க வாசன் டஷ் நீங்க ஃபைனல்ல பேலன்ஸ் இருக்க வயசுப்ரங்க பேச்சறீங்க நான் பேசிக்கிறேன் வெளிச்சத்தில் இருக்கா எல்லாத்தப்பையும் நீங்க தான் ஆசைக்கும் பேராசுக்கும் ரெண்டே வித்தியாசம் தான் டைட்டில் அடிக்க முடிஞ்சா அது பேராசை வருது என்ன பாடி ங்கேஜ் பண்ணுங்க பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு யார் செங்க பாருங்க மது பிரியார் பாருங்க நான் சிம்பு சார் தான் யாருயா முடிஞ்ச ஆறுங்கயா ஐயா esi kann Vertinee? opolitistische ungef ici rial plane なるほど My name doesn't change Presence of mind yeah. playable, of nice. awesome. mental, That is actually important geschätts And if you don't wish anything, march all along All of your teammates are over